வணக்கம் பேங்க் நிஃப்டியில் 1-Minute chart இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில்னுடைய movement அனலிஸ் பண்ணிக்கிட்டே வரும் candle எந்த சைட் போகுதோ அந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால்ஸாக நமக்கு ஜென்ரேட் ஆகும் இது ஒரு automatic process தான் ஸோ நமக்கு இப்போ பாருங்கள் மார்க்கெட் இன்னைக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டே இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்குள்ளே தான் ரேலியே இருந்துச்சுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் அந்த ரேலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி அப்புறம் மேலே பிரேக் அவுட் ஆகுது ஸோ அந்த பிரேக் அவுட் இந்த சார்ட் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே ஒரு பைக் காலாக நமக்கு வந்து கொடுக்குது கால் வரையில் ஒரு சிக்னல் மாதிரியே இருக்குது நம்ம பார்த்தோன்னே ஓகே இது ஒரு க்ரீன் கலராக இருக்குது இப்போ ஒரு பையிங் ட்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஒயிட் கர்லைன் தான் 40843 தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி த்ரீ அதுக்கு கீழே ட்ரேடிங் போகுது ஃபியூச்சர் டேடராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக என்ன நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடாக இருந்திங்கன்னா எந்த ப்ரீமியம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதையே நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும் நாளைக்கு வேறு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் போகும் ஃபஸ்ட் டாரெட் நமக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்டில் இருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சொல்கிறேன்னா செகண்ட் டாரட் வந்து டூ ஹண்ட்ரட் இருக்கும் ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபார்ட்டி தௌசண்ட் நைன் டெய்லி இது பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டினுடைய மூமெண்ட் அனலிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு நமக்கு கால்ஸாக லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துரும் நம்ம இந்த வீடியோ பார்க்குற மாதிரி வாட்ச் பண்ண வேண்டியதான் அந்த சார்ட்டை அதில் வர்ற கால்ஸ் பார்த்துட்டு நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் இல்லைன்னா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை இதில் கனெக்ட் பண்ணி வச்சும் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேஇன் மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் மார்க்கெட் ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் கிட்ட க வர்றக்கே ரொம்பவே ஒரு டைம் வந்து எடுத்துக்கிச்சுன்னு சொல்லலாம் மார்க்கெட்டை இப்ப ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி த்ரீ ரேஞ்ச் வந்துருக்கு ஆனால் இதுக்கு த்ரீ தேர்ட்டி ஆகி மார்க்கெட்டே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் கால் ஜென்ரேட்டர் இந்த பைக் கால் ஜென்ரேட் ஆனால் ஃபஸ்ட்டு நேரம் பாருங்கள் நமக்கு அப்படியே அந்த என்ட்ரி பாயிண்ட்டில் தான் ஃபிளாட்டான மொமெண்டம் வந்து போச்சு அடுத்து ஒரு ஒன் ஆர் கழிச்சு தான் மார்க்கெட் மேலே வந்துச்சு அதுலேயும் நமக்கு ஃபஸ்ட் ஆர் கிட்டே வந்துட்டு ரிவர்ஸ் ஆனதுனால அப்போதைக்கு டார்கெட் பிரேக் அவுட் மார்க்கெட் அதுக்கப்புறமா தான் மேலேயே வந்து க்ளோஸிங் டைமில் வந்துச்சு மீன் ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம் நமக்கு இது ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் கால் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம் டூ டுவெண்ட்டி நமக்கு பைக் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நமக்கு டூ ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ஒன் ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் கொடுத்துச்சு க்ளோஸிங் டைமில் டூ செவன்ட்டி வந்துச்சு டேரெக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்துட்டும் நம்ம ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் தான் இல்லைன்னா நீங்கள் ஃபியூச்சர் சார்ட் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை எடுத்துக்கலாம் இந்த பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேஇன் மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you